ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புது தமிழில் உள்ள வினாக்களை பற்றி பார்க்கலாம் அலுவம் என்பதன் பொருள் கடல் தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை நெடுந்தொகை எனப்படுவது அகநானூறு வங்குல் என்பதன் பொருள் காற்று புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது நாவாய் பொறுத்துக வங்கம் கப்பல் நீகான் நாவாய் ஒட்டுபவன் எல் பகல் நாடவல்லரி கலங்கரை விளக்கம் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் எந்த நாட்டு அருங்காட்சியகத்தில் பலங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது நியூசிலாந்து தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான்